காதலியின் கடைக்கன் பார்வை விட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஒரு கடுகளவாம்னு சொல்றாங்க காதலியோட கடைக்கன் பார்வைக்கு அப்படின்னா கடவுளோட கடைக்கன் பார்வை போட்டால் எப்படி இருக்கும் நினைச்சு நூறு சதவீதம் நல்லா பாத்துக்கிறேன் சொல்லி என் வீட்டுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டு வரேன் நல்லா பாத்துப்பீங்களா இது எப்படி சரணாகிதியா இருக்க முடியும் அது அதனை சென்றடையும் முத என்ன சொல்றாரு அது அதனை எது எதனை சென்றடையும் நீங்கள் உங்களது அறியாமையில் இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இன்னொருத்தனுக்கு போதே நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு வந்த கருமாவும் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம் உங்களுக்கு அதோட பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்கிறது என்ற அர்த்தம் இதை உங்கள் கன்வீன்ஸ் பண்ணுற சொல்ல எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மணிவேல் நான் ஈரோட்டில் அச்சுதான் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆப்டோமெட்ரிக் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன் என் சொந்த ஊர் கரூர் எனக்கு அம்மா மட்டும்தான் அப்பா சென்னை வயசுலேயே நான் டுவெல்த் வரையுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இப்போ காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதனால நான் பரம ஃபவுண்டேஷனில் ஹெல்ப் கேட்டிருந்தேன் எனக்காக காலேஜுக்கே வந்து என் மூலிமா ப்ரின்ஸிபல் மேடம் கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க எனக்கு ஃபீஸ் பரம ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி பரம ஃபவுண்டேஷன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்க முடியாதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால் முடிஞ்ச உதவி நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பரமல் ஃபவுண்டேஷன் மூலமாக நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அண்டு பரம ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த ரொம்ப நன்றி காதலியின் கடைக்கன் பார்வை போட்டு விட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஒரு கடுகளவாம்னு சொல்றாங்க காதலியோட கடைக்கன் பார்வைக்கு அப்படின்னா கடவுளோட கடைக்கன் பார்வை போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்கணும் நீங்க துவம்சமாகும் எல்லாம் நிகர்த்தி சகலமும் நிவர்த்தி சகலமும் நிகர்த்தி ஏன் குரு என்பவன் உடல் அல்ல பிரபஞ்சம்தான் குரு ஆத்மா தான் குரு ஒருவன் எப்போ சூன்ய நிலைக்கு போயிடுறானோ ஃப்ரீயா விட்டுரும் பாடியை அது இயக்குறதை இயக்கட்டும் சொல்லி சரண்டர் பண்ணிடுறது நீ எதை வேணாலும் பண்ணுப்பான் இந்த பாடியை அதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படி அர்ப்பணிக்கும் போது என்ன ஆகும் டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க உண்மையாவே அர்ப்பணிக்கிறானான்னு சொல்லி கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் கொடுத்து இதுக்குள்ளெல்லாம் இருந்து வெளியில வர்றதுக்கு இவன் வருத்தப்படுறானா வேதனை போடுறானா இல்லை நம்மளே ஆர்டர் பண்றானான்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்போது என்ன பண்ணும் நூறு சதவீத சரணாகதிய கேள்வி வருமா கேள்வி வருமா எப்படி வரும் கேள்வி வருதுன்னா எப்படி சரணாகதியா இருக்க முடியும் உன்னை நான் நூறு சதவீதம் நல்லா பாத்துக்கிறேன் சொல்லி என் வீட்டுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரேன் என்னை நல்லா பாத்துப்பீங்களாங்க இது எப்படி சரணாகதியா இருக்க முடியும் அப்புறம் நம்ம சரியா பாத்துக்கிறதுல அது வேற மேட்டர் விட்டுருங்க கடவுளும் புருஷனும் ஒன்னா கடவுளும் கணவரும் ஒன்னா என் கேள்வி அதுதான் அவரும் உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற தன்மையில் வந்து விட்டார் என்றால் அவர் பார்த்து கொள்வாரா மாட்டாரா அவ்வளவுதான் என் கேள்வி ஏன் நம்ப மாட்டீங்க நல்லா ஜாலியா வாழ போறோம் நல்லா சாப்பிட போறோம் நல்லா தூங்க போறோம் இன்னும் சிறப்பாக ரெஸ்ட் எடுக்க போறோம் இன்னும் வேலை வெட்டி இருக்க போறோம் ஆனா இறைவன் மேல கவனமா சரணாகதியோட இருக்கணும் தப்பிச்சிரும் நூறு சதவீதம் தப்பிச்சிருவோம் அதை மாற்று கருத்தே கிடையாது ஏத்துக்கங்க முதல்ல ஏத்துக்கிட்டு வாழுங்க திருமூலர் என்ன சொல்றாருன்னா அது அதனை சென்றடையும் முத வார்த்தை என்ன சொல்றாரு அது அதனை எது எதனை சென்றடையும் எது எல்லாத்தையும் சொல்ற ஆன்மா இல்ல எல்லாத்தையும் அவர் மீன் பண்றாரு அது அதனை சென்றடையும் விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு பிரியாணி திருப்பூரில் இருக்கிற ஒரு நாய்க்கு தான் கிடைக்கணுன்றிருந்தால் அது அதனை சென்றடையும் அது சென்று அடைஞ்சிருச்சு விட்டுருன்னு அதை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் போட்டு அது சென்று அடைஞ்சிருச்சு சரி சென்று அடைஞ்சதை நமக்கு மறுபடியும் உரிமை கொண்டாடிக்கலான்னு நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு அடி விழுகுது மிதி விழுகுதுன்னு அது உங்களுக்கானது கிடையாது அதில் ஒரு நீதி இருக்குது நேர்மை இருக்குதுன்னு நியாயம் இருக்குன்னா ஃபைட் பண்ணலாம் அது போய் சேர்ந்ததை பூரிச்சு பஞ்சாயத்து பண்ணக்கூடாது சாப்பிட்ற சாப்பாடெலாம் கொஞ்சம் வீணாக போகுது அதுக்காக வயிற்று குப்பை தொட்டியா மாத்தி வயிறு பண்ணுவீங்களா நீங்க அது அதனை சென்றடையும் இந்த சாப்பாடு ஒரு பாக்டீரியாவுக்கு போகணுன்றா பாக்டீரியாவுக்கு போகும் எறும்புக்கு போகணுன்றா எறும்புக்கு போகும் பறவைக்கு போகணும் பறவைக்கு போகும் யாருக்கு போக வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்கு மிக சரியாக சென்றடையும் கிளியரா இருக்கீங்களா இல்லையா அதுல ஒருத்தனுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று வருது ஒருத்தனுக்கு ஒரு கடமை வருது பணம் காசு பேறு புகழ் வாசல் வசதி எது வந்தாலும் அது அதனை போது போய்கிட்டேதான் இருக்கு அது போய் ரீச் ஆக வேண்டியது ரீச் ஆகும் போய் அடைய வேண்டியதுதான் அடையும் தயவு செய்து அதற்கு நீங்கள் வருத்தப்படாதீர்கள் கஷ்டப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் உங்களது அறியாமையில் இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இன்னொருத்தனுக்கு போதே நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு வந்த கர்மாவான் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம் உங்களுக்கு அதோட பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்கிறது என்று அர்த்தம் இதை கன்வின்ஸ் பண்ற காலம்னு சொல்லல அப்போ என்னன்னா மிக சிறந்ததற்காக ஆசைப்படாமல் அது விட்டு விலகி சென்று விட்டது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை விட மிக மிக மிக மிக மிக சிறந்தது உங்களை வந்தடையும் இதற்கு பேர் அதை அதாகவே ஏற்றுக்கொள் நம் வீட்டில் இறப்பு நடந்துருச்சே நமக்கு நினைக்க கூடாது ஏனென்றால் அது எதுவும் கிடையாது சரணாகதி நிலை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது சரணாகதி நிலையில் நீங்கள் இல்லையென்றால் உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கடவுள் செய்கிறத நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை மக்களாகி நீங்களும் அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து துணிமணி எடுத்து கொடுத்துருந்திருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும் சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அஹ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்திருக்கோம் ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல இரவு ஃபவுண்டேஷனுக்கு நன்படையாக நீங்கள் அனுப்பும் போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவ்வளவு தான் நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் கைகளாலேயே கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்